அபுரையாக இருக்கின்றார்கள் இருள் நிறைந்த இரவு போல் தொடரும் குழப்பத்தை அஞ்சி நீங்கள் நரிச்சையில் புரிய விரையுங்கள் ஒருவன் காலையில் மோமீனாக இருப்பான் மாலையில் காஃபீராக இருப்பான் அல்லது மாலையில் மோமீனாக இருப்பான் காலையில் காஃபீராக எழுவான் உலக நோக்கங்களுக்காக தன் மார்க்கத்தையே வெற்றிவிடுவான் என்று நபி சலா அலுவலாம் அவர்கள் கூறினார்கள் ஹதீஸ் எம்பது எழுதியின்